கங்கை கொண்ட சிவனின் பெயருடன் விளங்கும் சிவகங்கை மாவட்டம் என்னும் புண்ணிய பூமியில் கல்லல் வந்தால் அல்லல் போக்கும் என்பது போல சொக்கை என்றால் அழகு நாதம் என்றால் ஒளி உரம் என்றால் கோவில் அழகிய ஓசை கொண்ட நாதன் எம்பெருமானில் அருளாசி அமைய பெற்ற சொக்கநாதபுரத்தில் சொக்கனின் பாதியான மீனாட்சி அம்மனின் மாற்றொரு சக்தியான அன்னை ஸ்ரீ மகா உக்ர பிரத்யங்கரா தேவி எழுந்தருளில் அருள்வாளிக்கும் ஆலயம் பற்றி அறிவோம் வாருங்கள் ஓங்கார உருவாகி அதனுள்ள உரை பொருளாகி உலகெல்லாம் ஆளும் இறைவி உண்மையின் விளக்கத்தை மெய்யண்பர் உணரவே ஒருவரு தருளும் இறைவி ஆங்காரமானுக்கும் அப்பால் நினைத்துள்ள அற்புத தெய்வம் ஈயே ஆகலால் உலகுயிர்கள் எல்லாம் பணிந்து நினதருள் வெள்ளம் ஆடுகின்ற தீங்காய எண்ணமும் தீங்காய செய்தியும் தீங்காய மொழியும் ஏந்தி திசையெல்லாம் தம்மை பழிக்கவே பிறர் மனம் தேங்கும் வண்ணம் வாழும் மாக்கள் வாங்காக நல்லறிவை எழுதவே படையேந்து பலவரம் கொண்ட பெரியாய் பத்ரகாலி பெயரில் வைத்த மந்திர தெய்வம் பறிவுடன் என கருதவே என தினம் தினம் அம்பாளை நினைத்து மனதளவில் மூன்றுக்கு சாத்த உபாசகராக விளங்கும் திரு ஐயப்பசாலிதான் ஒரு நாள் அம்பாளை நினைத்து தியானத்தில் மனதிற்குள்ளே அம்மா தாயே என் மனதில் தோன்றும் உனது திருமுகத்தை சிலையாக வடித்து எனது கரங்களால் அபிஷேகம் அலங்காரம் செய்து அழகு பார்க்கும் நான் இப்போது வருமோ என்று பிரார்த்தனை செய்தவாறே மூசலார் நாயனார் சிவனுக்கு மனதில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ததைப் போல நானும் உனக்கு என் மனதில்தான் ஆலயம் எழுப்பி அதில் உனையிருத்தி வழிபட முடியுமோ என்று எண்ணியவாறே விரக்தியான மனநிலையில் கால்போன போக்கில் பயணிக்கிறார் ஒரு இடத்தில் கலைப்பு மிகுதியாய் அருகில் உள்ள கல்லில் அமர்ந்து இழைப்பாரும்போது அந்த இடம் அவருக்கு ஒரு அலாதியான இன்பத்தை தருகிறது அம்பாளுக்கு ஆலயம் அமைத்து அபிஷேகம் செய்வதாக கற்பனை தோற்றம் உருவாகிறது அதே சிந்தனையுடன் வீட்டிற்கு வந்து இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்து மன இறுக்கத்தில் உறங்கி விடுகிறார் அப்போது கனவில் அவர் அன்று எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாரோ அந்த இடத்தில் கோவில் இருக்கிறது அங்கு கருவறையில் அம்பாள் சிங்கமுகத்துடன் உக்ர தேவியாக காட்சி தருகிறாய் எனக்கான இடத்தை நான் தேர்வு செய்துவிட்டேன் உன் வேலையை தொடங்கு என்ற கட்டளைக் குரல் அவரை பிடுக்கிட்டு எழச் செய்தது மறுநாள் காலை அந்த இடம் சென்று பார்த்தபோது அங்கு வெற்றிடமும் அவர் அமர்ந்த கள் மட்டுமே இருந்தது அந்த இடமே கருவறையாக காட்சி தந்தது நான் பார்த்து கொள்கிறேன் நீ ஒரு கருவி மட்டுமே வருபவர்களின் கோரிக்கையை ஏற்று உபதேசம் செய்வாயாக என்ற குரல் மட்டுமே கேட்கிறது அதன் பிறகு இன்று வரை நடப்பது எல்லாமே அந்த அம்பாலின் திருவடையார் என்று அவர் கூற்று உண்மை என்பதற்கு சாட்சியாக இந்த ஆணையம் விளங்குகிறது இங்குள்ள ஒவ்வொரு தெய்வ ரூபங்களும் வேற எந்த ஊரிலும் இல்லாத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த இந்த அதிசய ஆலயத்தை நாமும் தரிசித்தோம் வாழ்கிறோம் ஆலய நுழைவாயிலின் உதகபுறம் முக்காலத்தையும் அறியும் வல்லமே அருங்கி ஜோதிடர்களின் உபாசன தேவதையாக விளங்கும் முழு முதற் கடவுளான ஸ்ரீ உச்சிஷ்ட மகாஜபதியை நாமும் வணங்கி தொடரும் இரண்ய கசிபுவின் ஆணவத்தை அழித்து பிரகலாதனுக்கு அனுகிரகம் செய்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரையும் அவரின் பாதத்தில் அவரை வணங்கியபடி காட்சி தரும் பிரகலாதனை தரிசித்து சென்றால் அகிலத்திற்கே ஐஸ்வர்யம் அருளும் ஸ்ரீ ஐஸ்வர்யேஸ்வரர் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அருளர் அவர் செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் சித்ரலேகா சங்கநிதி பதமநிதியுடன் அவரது சிஷியரான உக்ர குருநாதர் மற்றும் கேட்டதையெல்லாம் தரும் கற்பக விருட்சம் காமதேனுவை வணங்கி மும்மூர்த்திகளின் சொரூபமான தத்தாத்திரேயர் அனகாதேவியின் அருள் பெற்ற இழந்ததை திரும்ப பெறும் பரத்தி அருளும் ஸ்ரீ கார்த்த வீரியார்ஜுனர் காட்சி தருகிறார் வாழைக்குமரியாக ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியான பாலா மகாலட்சுமி காட்சி தருகிறார் தேவர்களை காக்க ஆழகால விஷத்தை உண்ட சயன திருக்கோளத்தில் அம்மாய் மடியில் தலை வைத்து பள்ளிகொண்ட ஈசன் அருள்வாலிக்கிறார் அவருக்கு எதிரில் வித்தைகளை அருளும் ஸ்ரீவித்யா கணபதியும் மனித முகத்துடன் நவகிரகங்களையும் தன்னுள்ளே இருத்தி ஆதிமூல கால கணபதியாக பித்ரு தோஷத்தை நீக்குபவராக அருள்வாலிக்கிறார் ஆலயத்தின் தென்மேற்கு திசையை விட்டல விட்டல பாண்டுரங்கா என்றால் கேட்டதையெல்லாம் தரும் ஸ்ரீ பாண்டுரங்கன் ருக்மாயியை வணங்கி பஞ்ச விருச்சவங்களான அரசு மகாபெல்வம் வன்மை வேம்பு மரங்களை வணங்கி சர்பதோஷத்தை ஸ்ரீ திருப்பாங்குரநாதன் ஸ்ரீ நாக சந்தான கிருஷ்ணரையும் தீங்க சக்திகளை அளித்து வெற்றிகளை தந்தருளும் ஜெயவள்ளி விஜயவள்ளி சமேதரான சக்கர தாழ்வாரை தொடர்ந்து ஜாதகத்தில் மரண ஏற்படுத்தும் மாந்தியின் வீரியத்தை குறைக்கும் தூமுகேது விநாயகரை தொடர்ந்து புத்திரதோஷத்தை நீக்கி குழந்தை வரும் தந்தருளும் சந்தான கணபதி சந்தான கிருஷ்ணன் சந்தான லக்ஷ்மியும் நமது பாவ புண்ணிய கணக்குகளை பதிவு செய்பவரான சித்ராம்பௌர்ணமியின் சிறப்பு பெற்றவரான ஸ்ரீ சித்ரகுப்தர் நீலாவதி பிரபாவதி ஸ்ரீகண்ணிகாவான மூன்று மனைவிகளுடன் தனது உதவியாளரான விசித்திரகுப்தருடன் காட்சி தருகிறார் அவரிடம் எனது மலையளவு பாவங்களை கடுகலகாகவும் எனது கடுகளவு புண்ணியங்களை மலையளவாகவும் எழுத வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டு பலம் வந்தால் ஏவல் பிள்ளி சூனியம் செய்தினை தோஷங்களை நீக்கி தனது இரண்டு ரெக்கைகளில் பிரத்யங்கரா தேவி சூழினி துர்கா தேவியையும் இருதயத்தில் அக்னி தேவனையும் வைத்து ராகுகால பூஜைக்கு உரியவராக திகழும் ஸ்ரீ உக்ர சரவேஸ்வரரை வணங்கி சூரபத்மனை வதம் செய்து வெற்றி கழிப்போது சிவனின் ஐந்து முகமும் முருகனின் ஆறு முகமும் இணைந்து பதினோரு தலை விஸ்வரூப சுப்பிரமணியனாக புன்னகை தவளும் முகத்துடன் உலகில் ஜனனம் எடுக்கும் அத்தனை குழந்தைகளின் வாளரிஷ்ட தோஷத்தை நிவர்த்தி செய்து காப்பவளான குழந்தை வளமும் அருளும் சஷ்டி தேவியாக குழந்தையை கையில் அனைத்த வண்ணம் தெய்வானையும் ஸ்ரீ வள்ளிய தேவியுடன் அருள்வளிக்கிறார் முருகனின் பதினோரு முகத்திற்கான பண்போடு ஏன் அவரை தொடர்ந்து தசாவதார சுரூபமான காலிகளில் நச்ச அவதாரத்தை குறிக்கும் மீன் கூர்ம அவதாரத்தை குறிக்கும் ஆமை வராக அவதார முகம் நரசிம்ம அவதார முகம் வாமன அவதாரத்தை குறிக்கும் குடை பரசுராம அவதாரத்தை குறிக்கும் கோடரி பலராம அவதாரத்தை குறிக்கும் ஏற்களப்பை கிருஷ்ண அவதாரத்தை குறிக்கும் கொல்லாங்குளை கல்கை அவதாரத்தை குறிக்கும் வாள் போன்றவற்றை ஆயுதமாக்கி ஸ்ரீராமனை நெஞ்சில் சுமந்து சிவஸ்வரூபமாக அம்பாளை மடியில் அமர்த்தி பிரிந்த கணவன் சேர்த்து வைக்கும் வல்லமை ஸ்ரீ தாம்பத்ய சக்தி ஆஞ்சநேயராக அருள் பாலிக்கிறார் அவரை தொடர்ந்து ஆரடி உயரத்தில் நமது ஆயுள் ஆரோக்கிய விருத்தியை அளிக்கும் அமிர்த கலசத்தை கையில் ஏந்தி அமிர்தலட்சுமி ஆரோக்கிய சமேதராக ஸ்ரீ தன்வந்திரி பகவான் காட்சி பெறுகிறார் இருபத்தைந்து முகங்களுடன் ஐம்பது கரங்களுடன் அம்பாளுடன் ஸ்ரீ மகா சதாசிவர் அருள் அளிக்கிறார் நவகிரகங்களும் தனது மனைவிகளுடன் தம்பதி சமேதராக காட்சி பெறுகிறார்கள் ஆலயத்தின் வடக்கு திசையில் தடைகளை நீக்கி துரிதமான நன்மைகளை அருளும் அஷ்டமி திவி தேவதா ஸ்ரீ வரிதா வரிதாதேவி அஷ்ட நாகங்களின் ஆபரணங்களாகத் தரித்து மயில்வேணி கிரீடத்துடன் காட்சி தருகிறார் வடகிழக்கு திசையில் மேற்கு நோக்கியவாறு வேறெங்கும் இல்லாத சிறப்பு கருங்கல் சிலாரூபத்தில் முனீஸ்வரர் காட்சி தருகிறார் தென்கிழக்கு திசையில் படக்கு நோக்கியவாறு நம்மை துஷ்ட தீய துரோடிகளிடம் இருந்து நிறைந்து வந்து நம்மை காக்கும் பொருட்டு அஷ்வாரோட வாராகியாக அன்னை பிரத்யுந்திரா தேவியின் படைத்தளபதியாக அழகு திருக்கோலத்தில் காட்சி தருகிறாய் அன்னை வாராகி தென்கிழக்கு திசையில் மேற்கு நோக்கியவாறு காலங்களை கணிக்கும் கால தன்னுள்ளே இருபத்தி நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது நவகிரகங்களை சக்கரங்களாக்கி ஒவ்வொரு நிமிஷத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து என் தரிசனம் உனது நல்ல நேரம் என்ற வாசகத்துடன் நிமிஷாம்பாள் அழகு தேவதையாக அருள் தருகிறார் நமது ராசிக்கு நேராக நின்று பிரார்த்தனை செய்து கொண்டால் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை துச்சமென ஒதுக்கி வெற்றி பெறும் ஆற்றலை தருபவள் அவளை வணங்கி செல்வ வடக்கு நோக்கியவாறு சிவனை தழுவிய நிலையில் சிக்கன பிடித்தேன் எங்களு தருளுவது இனியே என அம்பாள் கேட்பது போல் நமது வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பது போல் நந்தீஸ்வரர் நம்மை நோக்கியிருக்கிறார் லோபமுத்ரா சமேத அகதீஸ்வரரும் பதினெட்டு சித்தர்களான இடைக்கால கருவூரா பாம்பாட்டி சித்தர் சிவபாக்கியர் பதஞ்சலி சட்டைநாதர் கமலமொழி ஸ்ரீ போகர் குழிப்பாணி சுந்தரானந்தர் தனிமந்தரி கொங்கணர் கோரக்கர் திருமூலர் மச்சமொழி ராமதேவர் வன்னேந்தர் புதமைச்சித்தர் அருள்வாலிக்கின்றனர் குரு வழிபாடு என்பதற்கு இலக்கணமாக தாம்பத்ய சக்தி தக்ஷணாமூர்த்தியும் அவருக்கு கீழே தாரா சங்கினி சமேதராக வியாழ பகவான் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் குரு வழிபாடு என்றால் அனைவரும் தட்சிணாமூர்த்தியைத்தான் வணங்குவார்கள் நவ கிரகங்களில் ஒன்றான குரு என்று அழைக்கப்படும் வியாழ பகவானுக்கு பிரீத்தி செய்வதென்றாலும் தட்சிணாமூர்த்திக்குத்தான் மஞ்சள் வஸ்திரமும் தொண்டைக்கடலை மாலை சாற்றி வணங்குவார்கள் அப்படி வணங்குவது சரியான முறையல்ல ஆனால் இங்கு யாரை வணங்கினாலும் இருவரின் அருளும் கிடைக்கப்பெறலாம் என்பது போல் இருவரும் ஒரே இடத்தில் இருந்து அருள் பாலிக்கின்றார்கள் தேவிரை அஷ்டமி வழிபாட்டிற்கு உரியவரான சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரும் பூமி மனை வாஸ்துஷங்களை போக்கவல்ல வாஸ்து பகவான் வீட்டிலிருந்து அருள்வாளிக்கின்றார் கூடுதல் இந்த சன்னதியில் இருந்து பக்கத்து சன்னதியில் உள்ள அம்பாளை பார்த்தால் அம்பாளின் கடைக்கள் பார்வையை தரிசனம் செய்யலாம் பௌர்ணமி பூஜைக்கு உரியவளான சோட்டாணிக்கரை பகவதியான சோழினி துர்கா தனது பதினெட்டு கைகளுடன் பதினொன்பதாவது கையான புன்னகை முகத்தோடு அருள்பாளிக்கிறார் அவளை வணங்கிவிட்டு நடுநாயகமாக வீற்றிருக்கும் ஆலயத்தின் பிரதான தேவதையாக தசமகாவித்யா சுரூபினியாக வேதத்தின் அதிதேவதையாக சகல தோஷங்களையும் போக்கி சகல சம்பத்துகளையும் தந்தருளும் ஜெகன் மாதாவான ஸ்ரீ மகா உக்ரத்யங்கரா தேவியை தரிசனம் செய்வோம் இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசையாகம் சதுர்த்தியாகம் பஞ்சமியாகம் ஷஷ்டியாகம் அஷ்டமி யாகம் பிரதோஷ வழிபாடு சிவராத்திரி வழிபாடு பௌர்ணமி யாகம் ஞாயிறுதோறும் ராகுகால யாக பூஜை நவராத்திரி ஒன்பது நாள் சிறப்பு பூஜை ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதம் சதச்சண்டி மகா யஜம் என மூன்று நாட்கள் மிகச்சிறப்பாக அன்னதானத்துடன் நடைபெறுகிறது சர்வதோஷ பரிகாரஸ்தலமாகவும் மந்திர உபதேசம் பெறும் குரு வீதமாகவும் ஞாயிறுதோறும் சகல பிரச்சனைகளுக்கும் மந்திர உபதேசமும் வழங்குகிறார் திரு ஐயப்ப சுவாமி மேலும் பக்தர்கள் தங்களது கோரிக்கைகளை மனுவாக எழுதி அம்பாளின் பாதத்தில் வைத்துவிட்டு செல்கிறார்கள் அமாவாசையன்று அந்த கோரிக்கை சீட்டுகளை யாகத்தில் சேர்த்து விடுகிறார்கள் பக்தர்களின் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றி அருள்பாளிக்கிறாள் என்பதும் இந்த ஆலயத்தில் மக்களின் பக்தி பிரவாகத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சத்ருபய சங்கட சர்பதோஷ நாசினி ஜெய ஜெயஸ்ரீ பிரத்யங்கிரா சித்தசுத்தி நல்கிடும் துரிதவர தாயினி ஜெய ஜெய ஸ்ரீ பிரத்யங்கிரா சுத்த ஓடி தண்ணில் ஸ்ரேஷ்ட மந்திர ரூபினி ஜெய ஜெயஸ்ரீ பிரத்யங்கிரா உத்தம யாவும் நல்குவாய் ஜெய ஜெய ஸ்ரீ பிரத்யங்கிரா தனி சன்னதியில் காமகலா காளியான பத்ரகாளி மற்றும் சிங்கமுக கருப்பர் விநாயகருடன் அமர்ந்து அருள்வாளிக்கின்றனர் இந்த ஆலயத்தில் நிறைய பேருக்கு குழந்தை வரும் அருளும் குழந்தை பாக்யம் திருமண தடை தொழில் நஷ்டங்கள் கடன் நிவர்த்திகள் விற்கான இடம் மனைகள் சார்ந்த பிரச்சினைகள் அனைத்தையும் போக்கும் சர்வதோஷ பரிகாரஸ்தலமாக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அதி அற்புதமான இந்த ஆலயத்தில் உங்களுக்கு விதிப்பயன் இருந்தால் மட்டுமே அங்கு அம்பாவை வணங்கி பயன்பெற முடியும் என்பதை உணர்ந்து விடைபெறுகிறோம் ஜெய் பிரத்யந்திரா ஜெய் ஜெய் பிரத்யந்திரா சத்யம் பிரத்ய்கிரா சர்வம் பிரத்யந்திரா